ஆலம் புகழும் ராஜா அஜமீர் அதிபதியே ராஜா ஆலம் புகழும் ராஜா அஜமீர் ராஜா ஆலம் புகழும் राजा राजा राजा आलम तुघलक राजा अजमेर अजीबादले राजा आलम तुघलक राजा பாலில் ஜஜாலம் தாறு கூலங்கள் ஈந்தபத எல்லைகள் கடந்து ஜமாலியத்தோடு பிணைந்து தங்க தோடத்தில் ஈந்தேன் தொடயிரும் மாவிதளத்தில் சுரந்தேன் ஆலம்கலா அஜமீர் அதிபதிலே அஜமீர் அதிபதிலேமீர் அதிபதிலே அதிபதியேரா பேரின் புயம் பின்னுதலாய் வெற்றகரிய தௌஹீதின் இதலாய் காரிருள் அகட்டும் கமலா கனிரூதின் மலராய் சரீர சித்தானந்த சம்பூர்ண்பான தரிஹினில் திறமாய் விட்டு யாகரீ பண்ணவாம் யாகரீ பண்ணவ ஆலம் புகழோ காஜா ஆலம் புகழோ பாஜாம் அஜ்மீர் அதிபதியே ராஜா ஆலம் புகழோ பாஜாம் அது மீ அனுபதி மதியாகியாவில் அகந்தரும் ஆசிகாகி அடியார்க்கு உபகாரியாகி வகையிலும் இந்துஸ்தானாம் வாழவேற்றும் பிரதானம் மிக புரிசாதிதாசம் பொழுந்தேன் யாக அஜமீர் அதிபதியா அஜமீர் அதிபதியே அஜமீர் அதிபதியே பகலோ அஜமீர் அதிபதிய அது மே அபிபா ஆலாம் அது மீர் அபிபது ஆகும் தூக்கலாம்